அனைவருக்கும் வணக்கம் சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட் இந்த சார்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகும் அதாவது கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு வந்து கொடுக்கும் பார்த்தோன்ன நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப்லாஸ் அந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் லைவாக ஒரு சப்போர்ட்டிங்க்கு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம் ஒரு ஃபர்ஸ்ட் டாரட் ஒரு சேஃப் ட்ரேட் எங்க பண்ணலாம் செகண்ட் டாரெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்குறனா எவ்வளோ தூரம் ஸ்டாப்லாஸ் எங்கே மெயின்டெயின் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட்டாக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கைடன்ஸ் மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த சாட்டை இதே மாதிரியே வீடியோ பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க அதுவே மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது நமக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் மாதிரி கொடுத்துரும் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் 16th Friday ஒரு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து ப்ரீவியஸ் டேனுடைய மொமெண்டமான அந்த செல் கால்னுடைய கண்டினியூஷன் போய்கிட்டே இருந்து ஸோ செல் காலை ரெப்ரரசசன்ட் பண்ணுற மாதிரி எல்லா கேண்டில்ஸும் சேம் கலரா ரெட் கலரில் இருந்து பட் ஒன்ஸ் த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது பையிங் மொமெண்ட்டமாக மாறுது அந்த பைக் கால் காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை 67,398 சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஒரு பைக் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 67,566 அதாவது ஃபர்ஸ்ட்டு க்ரீன் கலரில் இருந்தால் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா அதனுடைய டபுள் த்ரீ டொண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன் டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே நமக்கு கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு கொடுக்கும் பார்த்த உடனே க்ரீன் கலரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு பை ட்ரெனில் இருக்கு நம்ம சில்வரை பை பண்ணலாம் அப்படின்ட்டு அதேமாதிரி என்ட்ரிக்கு கன்ஃப்யூஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு கீழே தான் ட்ரேடிங் போதும்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கு இதில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டை ரவுண்ட் பண்ணி தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு இப்போ சடனாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் சிக்ஸ்டி ரேஞ்ச் நமக்கு பிரேக் ஆகுது பிரேக் அவுட் ஆன அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து புல்லிஷில் ஏறிக்கிட்டே இருந்துச்சு அதாவது கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிக்ஸ் நமக்கு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா செவன் ஓ கிளாக் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ட்ரேடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பைக் கால் ஜென்ரேட் ஆகி ஃபர்ஸ்டார்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களாலே ஓன் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்க்கு கால்ஸும் தேவை அப்படின்னா இதில் வர்ற கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரேடிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் ட்ரேடிங்க்கு இந்த சார்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்க்கு வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க சார்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ